குழந்தை தன்னுடைய சொல்வளத்தை வளர்த்து கொள்ள ஏதேனும் ஒரு பொருளை பற்றி விரிவாக சொல்வதில் குழந்தையுடன் நீங்கள் முறை மாற்றிக்கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை பற்றி விவரிக்கலாம் இந்த வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம் அதற்கு உங்கள் குழந்தை வாழைப்பழம் நீளமாக உள்ளது என்று சொல்லலாம் இது மென்மையாக இருக்கிறது என்று சொல்லலாம் அதற்கு அவர்கள் இது இனிப்பாக உள்ளது என்று சொல்லலாம் இந்த வாழைப்பழம் வளைந்துள்ளது என்றும் நீங்கள் சொல்லலாம் அவர்கள் இது சுவையாக உள்ளது என்று சொல்லலாம் இவ்வாறு நீங்களும் உங்கள் குழந்தையும் மீண்டும் மீண்டும் முறை மாற்றிக்கொண்டு எத்தனை வகையான விவரிக்கும் சொற்களை பயன்படுத்தலாம் நீங்கள் பார்க்கலாம் புதிய சொற்கள் மற்றும் அச்சொற்களின் அர்த்தங்களை உங்கள் குழந்தை கற்க உதவுவதற்கு இது ஒரு பேடிக்கையான வழி